ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் நூற்றி ஆண்டுகளுக்கு மேல் நடக்கும் அதிசயம் கோயிலை பாதுகாக்கும் முதலை என்னடா கோயிலை முதலாக பாதுகாக்குதா ஆமாங்க அந்த கோயிலை முதல்தான் பாதுகாக்குது எந்த ஊரில் என்னன்ட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் பிரசித்தி பெற காரணமா கேரளா மாநிலத்துல காசர்கோட்ல அனந்தபுரா அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல தனித்துவம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன் கேரளாவின் புகழ்பெற்ற புனித தலங்களில் ஒன்றாக தெரிந்து வரும் அனந்தபுரா கோவில் அந்த கோயிலில் பத்மநாமி சுவாமியின் மூலஸ்தனமாக அங்கே தான் கருதுறாங்க அனந்தபுரா கோயிலை ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டிருக்காங்க பிரதான கோயிலை சுற்றி தலைவாசலை ஒன்றும் கட்டியிருக்காங்க இதோட அந்த கோயிலை பற்றி முடிச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு அதுதான் நம்ம முதல்ல சாரி சாரி சாரி அனந்தபுரா அந்த ஊர் மக்கள் அந்த கோயிலோட ஹீரோ வராரு அவருதாங்க முதல சார் வராரு பச்சை பசேல்னு இருக்கும் அந்த கோயில்ல அந்த குளத்துல கடந்த நூத்தி வருஷத்துக்கு மேல ஒரு முதலை ஒண்ணு வாழ்ந்திருந்துகிட்டு இருக்கு இந்த முதலைக்கு மக்கள் பப்பியா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த முதலைதான் இந்த கோயில் பாதுகாவலன் எங்களோட செல்ல பிராணின்னு கூட சொல்றாங்க அங்கே இருக்க அந்த கோயில் பொருட்களும் இதுதான் இங்கே செல்லப்பட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதில் என்ன விசேஷன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முதலனா அசைவ வகைன்னு சேர்ந்தது தான் எல்லாருக்குமே தெரியும் எதையுமே அதை விட்டு வைக்காது எது கிடைக்கிதோ வச்சு மேஞ்சிடும் ஆனால் இந்த முதல கோயில் குளத்தில் இருக்க மீனை கூட சாப்பிடாதாங்க அங்கே அந்த குளத்தில் ஊர் மீன் இருக்குங்களா அதில் மீன்லாம் எதையுமே சாப்பிடாதுங்களா இந்த முதலைக்கு கோயில் குருக்கள் தினமும் பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் சாதமும் வெள்ளமும் நல்லா பெசஞ்சு உருண்டையாக உருட்டி சாப்பிட கொடுக்குறாங்க அந்த சாப்பாட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா முஸ்லீம் நைவேத்தியா அப்படின்னும் பேரை வச்சிருக்காங்க இந்த குளத்தில் குளிக்கிற வரும் சரி குருக்களையும் சரி பப்பியா தாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவொருளும் தாக்கினதும் கிடையாதான் சரியாக பிரசாதம் கொடுக்குற டைம் வந்ததும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துடுமா அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களும் சரி அந்த குருக்களும் சரி இந்த முதலையை தவிர வேறு முதலையே அந்த குளத்தில் இவங்க பார்த்ததே இல்லையா அந்த ஒரு முதல்தான் அந்த அங்கே இருக்கான் இந்த குளத்தில் இருக்க முதல திடீர்னு இறந்து போச்சுன்னா மறுநாளே அந்த குளத்தில் வேறு ஒரு முதல்ல தென்படுமா இவங்களுக்கு இவங்க கண்ணுக்கு அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டாக இருக்குது அதுவும் அதுக்கு பக்கத்தில் வேறு குளமோ ஆறோ எதுவுமே இல்லையா எதுவுமே இல்லாத நிலையில் எப்படி இந்த கோயில் குளத்துக்கு முதல வந்துச்சின்னு புரியாத புதிராகவே இருக்க அந்த ஊர் மக்களுக்கும் குருக்களுக்கும் போகிற போக்க பார்த்தா நாம் மனுஷங்க கூட வாழறதை விட விலங்க கூட தான் வாழவும் போல் ஓகே நன்றி விடைபெறுகிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்